மறுபடியும் ஒருமுறை நம்முடைய நாடு ஒருமித்த குரலேந்திரிய நாள் உறுதியான ஒரு வார்த்தை என்று பதிவு செய்திருக்கிறது நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் என்றும் பயணிப்போம் என்கின்ற வார்த்தை உறுதியோடு மணிப்பூரிலே உறக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள் உத்தராகண்டே உறக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள் எஸ் கோவாவிலே உறக்கமாக சொல்லி இருக்கின்ற இந்தார்கள் எல்லாவற்றையும் தாண்டி உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஆளுகின்ற ஒரு கச்சி மறுபடியும் ஆட்சிக்கு தனக்கு மறுபடியும் வந்திருக்கிறது இது சரித்திரம் என்று சொல்லவில்லை என்றால் எதை நாம் சரித்திரம் என்று கூறுவோம் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நாம் தொடர்ந்து பார்த்துக் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மாற்றுக் கட்சி நண்பர்கள் நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் தொடர்ச்சியாக சொன்ன ஒரு வார்த்தை வந்து மாற்றம் வரப்போகிறது நம்முடைய அரசு எங்கேயும் கூட திரும்ப வரமாட்டார்கள் என்று நீ கூட்டத்தோட தைரியத்தில் கத்துறையில் நாட்டின் நலன் காப்பேன் என்று அந்த பரமசிவன் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன்